வெற்றிப்படிகள் வணக்கம் என் பெயருக்கு அருண் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடசப்பாக்கம் வட்டம் கீழ்பாளூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயில்கிறேன் இப்போது நான் எனது தலைப்பிற்குள் செல்கிறேன் தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பயன் தான் தலைவனாய் நாளை விளங்கப் போகிறான் தித்திக்கும் பரவட்டும் வணக்கங்கள் எதிர்கால பேய்குளத்தில் எதிர்நீச்சல் போட்டுட நடுவர் அவர்களே பெருமக்களே வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே என் அன்பிற்கினே மாணவ செல்வங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஐயகமே வானகமே என்னை வாழவைக்கும் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் என்று ஆகட்டும் சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன் தாருங்கள் தங்கள் காதுகளை என்றால் நோயற்ற வாழ்வுன் ஆண்டவனின் உறுதியிட்டுக் கொள்ளலாம் ஆம் நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் என்று தான் பழமொழி கேற்ப என்னதான் நாம் கல்வி செல்வத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் உடல்நலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் நாம் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் உடல் உடல்நலமிக்க ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வது பல கோடி சொத்து மதிப்புகளுக்கு உடையவராக இருப்பது போன்று நம் பெரியவர்கள் கூறுவார்கள் அத்தகைய இந்த உடல்நல சுகாதாரத்தை நாம் பேணி காத்தல் மிக மிக நல்லது சூரியகந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழி கேட்ப நாம் நல் நன்றாக இருந்தால்தாம் நாம் நினைத்த சாதிக்க இயலும் நோயால் பிரிக்கப்பட்ட உருவகால் தான் தன் நிறத்தை சாதிக்க இயலாமல் போகிறது அவர்களிடம் வலுவும் மனோதடமும் இல்லாமல் போகிறது அதுவே அவருடைய மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த நோய்க்காக அவர் பல நிறைய பணங்களை செலவிட வேண்டியதாக உள்ளது கை கேட்டது வாய்க்கு எட்டாமல் போனது என்ற சொல்லுக்கேற்ப சிறுவயதிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை இந்த நோய் நோயினால் அவர் வீணாக செலவிடுகின்றார்கள் இது வரும் விஷயமாக செயல்படுகிறது பாரதியார் அன்றே கூறியுள்ளார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஒளிந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று சொல்லியிருக்கிறார் நாம் உடற்பயிற்சி செய்து செய்து நம் உடல் நலத்தை காத்தல் வேண்டும் உடற்பயிற்சியும் கூட நம் உடலுக்கு நல்ல ஒரு பலனை தரும் உடற்பயிற்சி செய்தனால் நம் நோயிலிருந்து நிகைய தப்பிக்கலாம் என்று கூறி சொல்கிறே என்று அன்றே பாரதியார் கணித்துள்ளார் ஆகவே அரிது அரிது மாநிலங்கள பிரத்தல் அரிது கூண் குருடு செவிடு நீங்க பிரித்தல் அரிதிலும் அரிது என்ற அப்பையார் சொல்லிருக்கணுங்க அனைவரும் தன் உடல்நல பேணி பாதுகாத்து இந்த கொரோனா காலகட்டத்திலும் நன்றாக இருக்கும் முடி என்று அனைவரையும் மனிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த நற்றினைய அனைத்து நலுவலங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்